முதல் வணக்கம் என் வணக்கம் எனக்கு பேச வாய் பழித்த அளித்த அறக்கட்டளைக்கு நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என் பெயர் வா காவியா நான் அரசினர் மகளிர் மேல்லை பள்ளி வளசை பத்தாம் வகுப்பு பயில்கிறேன் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு சமுதாய வளர்ச்சிகள் என் பங்கு ஒவ்வொருவருக்கும் உரிய கடமைகள் உண்டு இந்த மாணவர்கள் என்றால் ஓய்வு வேலைகள் வயல்களுக்கு சென்று தந்தைக்கு உதவுதல் போன்றவைகளில் இன்றைய மாணவர்கள் ஈடுபடுவது மகிழ்ச்சிக்குரியது இவை அனைத்தையும் விட சமுதாய முன்னேற்றத்திற்காகவும் பாடுபட முதலில் தன்னுடைய குடும்பத்தை அவர்கள் நலம் பெறும் ஒரு உயிர்படும் துன்பத்தை கண்டு அதனை தாங்கிக் முடியாமல் உடனே வெற்றிப்படிகள் உதவுவதுதான் பின்தங்களுக்கு செய்ய வேண்டிய தொண்டுக்கு அளவே இல்லை நம் சமுதாயம் வறுமை அறியாமை தீண்டாமை மூட பழக்க வழக்கங்கள் சாதி மத வேறுபாடுகள் என பல கொடுமைகளால் சிதைந்துள்ளது குறிப்பாக கிராமல் வாழும் மக்கள் மிகவும் பின் தங்கியுள்ளனர் சமுதாயத்தின் உறுப்பாய் விளங்கும் மாணவர்கள் சமுதாய முன்னேற்றத்திற்காக பாடுபடுவது கடமையாகும் மாணவர்கள் தம் பள்ளி பருவத்தில் தொண்டு செய்வதற்கு உரிய மனப்பான்மையை வளர்த்துக் கொள்ள வேண்டும் மேலும் நீர்நிலைகளை தூய்மைப்படுத்துதல் சாலைகளை செப்ப நிடுதல் மரம் நடுதல் மருத்துவ உதவி பெற வழிகாட்டுதல் போன்ற தொண்டுகளை மாணவர்கள் மேற்கொள்ளலாம் குடும்ப நலம் மற்றும் நோய் தடுப்பு முதலியனங்களை விழிப்புணர்வு பள்ளியில் மாணவர்கள் படிப்பதோடு விட்டுவிடாமல் வகுப்பறையையும் சுற்றுப்புறத்தையும் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் விளக்கம் தவறும் மாணவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் சுகாதார சீர்கேட்டால் தொற்று நோய் தடுக்க நாட்டுக்கும் வீட்டுக்கும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி பண்ணுங்க நன்றி